கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக்கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா திருத்துயில் எழுது திருப்பார்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பேராய்ப் பெற்றவளே அருள் பெரு அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்த திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைவதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த முட்டு சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பாடி பாடிப்பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விழிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாவனே உன்மேனி பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா குயிலினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய்தான் இசைக்க ஆகாய வழி வந்து அருள் வேதம் தானொலிக்க மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழு பெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட சிம்ம நாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க வானூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் வந்து உன் புகழை பாடுகின்றார் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோல்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் ஆகாச தீர்த்தம் பாபவிநாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் குளிரதிங்கே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாயே பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்க பூணூல் தரித்து நீ மகிழ்ந்திருக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வச்சை கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புணுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூரக் காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா தவ சுப்பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களாசாசனம் பசும்பால் வெண்ணை சர்க்கரை நவநீத ஆரத்தியும் புஷ்பாஞ்சலியும் ஏற்றருண திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழுச்சிதனை பிறவி கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும் பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா ாராயணோபால நாராயண நாராயண நாராயண நாராயணஹரி துளசீதர தாமோதர வசுதேவராம துளசீதரோதர வசுதேவ ி சகசநாக்கீர்த்தனாயண நாராயண ஹரிகோவிந்த மதுசூதன மணிவண்ண கமலா பாத தயாழ மதுசூதன மணிவண்ண பீதாம்பர பலபிர ஹரிரங்க பண்டுரங்க நாராயண நாராயண ஹரி கோவிந்த மீல மாய மாநூடவேஷ ராதா மனோகர கருணாக்கரி கிருஷ்ண நாராயண நாராயண ஹரி கோவிந்த ஹரி நாராயண வேதஸ்வர பூபாழ வேணுகான வினோத வேதஸ்வர பூபாழ காளிங்க நன நாடக பரிபால நாராயண நாராயண வா வரத வசுதேவகி சுத வைக்கு வாசாவசுதேவகி சுதா ஸ்ரீலட்சுமீத்திரீர மாதவநாத நாராயண நாராயண ஹரி கோவிந்த ஹரி நாராயண நாராயண ஹரி கோபால நாராயண ஹரி கோவிந்த ஹரி da அந ரம் அத ரேசவ ாஷ முாயண நாராயண ஹரி கோவிந்தாராயண நாராயண ஹரி கோபால நாராயண பண்ணஸ்வா பன்னகேமேவாராயண நாராயணி ாயணிபால நாராயண வ திரிவிக்ரம நரசிம்ம கூர்மச்சாவத ஹரிய பத்தவல பர்தாயண நாராயண ஹரி கோவிந்த ஹரி நாராயண நாராயண रावण मर्दन கிணயிபுண மதனிய கசிபு ரவண மதனோடவிராஜ நாராயண நாராயண ஹரி கோவிந்தாராயண நாராயண ஹரிகோபால ாக ரூப கிருஷ்ணாவதாரமவாமனவராக ரூப கல்கி அவதாரம் கொண்டு கலியுகம் காப்பாய நாராயண நாராயண ஹரி கோவிந்த